அனைவருக்கும் வணக்கம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி காணும்படி அன்புடன் அழைக்கின்றோம் கண்டு கழிக்கும்படி அன்புடன் உங்களை அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் எல்லாம் சாத்தியங்கள் எல்லாம் சாத்தியம் எல்லாம் சாத்தியம் எல்லாம் சாத்தியம் நன்றி